வறுமையில் நான் பிறந்தேன் வருந்தாமல் தினம் உழைத்தேன் உழைப்பின் உச்சத்திலே மெட்ரிக் அணியை எட்டி பறித்தேன் உனக்கு வேண்டியதெல்லாம் உன்னிடம்தான் கொடுத்து வந்தேன் அத்தனையும் அனுபவித்து அக்கடாவென்று இருந்திடாமல் உலகமே திரும்பி பார்க்கும் விந்தைகளை புரிகின்றாய் மகன் தந்தைக் கற்றும் நன்றியை மறக்காமல் செய்கின்றாய் கோபால உரத்து திண்ணையிலே நீ ஓடி ஆடிய பருவத்திலே பெரிய சிகரம் தொடுவாய் எல்லளவும் எண்ணவில்லை ஒலியில்தான் உன் நிழலின் வடிவம் உனக்கு தெரியும் சோதனையில்தான் உனது நெஞ்சின் வலிமை உனக்கு புரியும் என்னை போல் உழைப்பாயா என்று சந்தேகத்தில் ஒழித்திருந்தேன் என்னை விட உழைப்பதைக் கண்டு நெஞ்சமெல்லாம் போரிக்கின்றேன் துணிவிருந்தால் துக்கமில்லை துணிவில்லாதவனுக்கு தூக்கமில்லை அறிவு நிறைந்த துணிச்சலால் உன் பயணத்திற்கு ஓய்வே இல்லை எதிரிகளை நண்பர்களாக்கு எல்லோரையும் ஓரணியில் திரட்டு உலகத்துக்கோர் எடுத்துக்காட்டாய் தமிழ்நாட்டை மாற்றி காட்டு தமிழகத்தை வழிநடத்த அவதரித்த தவ தந்தை பெயரை மந்திரமாக்கிய அன்பு மகன் ஸ்டாலினே இன்று பெரிதுவக்கின்றேன் உனை எண்ணி எண்ணி மனம் நிறைகின்றேன் வாளியனி வல்லாண்டு வளர்க வளர்கொண்டு தமிழரெல்லாம் இணைந்திடுங்கள் புது சரித்திரத்தை படைத்திடுங்கள் உன்னதமான தலைவனுக்கு உறுதுணையாய் நின்றிடுங்கள் நற்செயலை பாராட்டுங்கள் தேவைகளை சுட்டிக்காட்டுங்கள் இந்த மனம் நிறைந்த வாழ்த்து மடலை தமிழருக்கெல்லாம் பகிர்ந்திடுங்கள்